ஒரு குழந்தை கூட்டலை பற்றி அறிய பட்டன்கள் போந்த சிறிய பொருட்களை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் குழந்தையின் முன் இரண்டு பட்டன்களை வைத்து எத்தனை பட்டன்கள் உள்ளன என்று கேட்கலாம் குழந்தை அவற்றை எண்ணி இரண்டு என்று சொல்லலாம் நீங்கள் மேலும் மூன்று பட்டன்களை சேர்த்து இன்னும் மூன்று பட்டன்கள் சேர்த்தால் இப்போது எத்தனை உள்ளன என்று கேட்கலாம் குழந்தை மீண்டும் அவற்றை எண்ணி ஐந்து என்று சொல்லலாம் அது சரி நம்மிடம் இரண்டு இருந்தது மேலும் மூன்று சேர்க்கும்போது நமக்கு ஐந்து கிடைத்தது என்று நீங்கள் சொல்லலாம் இந்த செயல்பாடு குழந்தையின் அடிப்படை கூட்டலை புரிந்துகொள்ள உதவும்